السلام عليكم ورحمة الله ورحمة الله ورحمة الله وبركاته الحمد الحمد لله لله رب العالمين للمتقين والسلام على سيدنا محمد المرسلين وعلى بعد فقد في المجيد بالله من الشيطان الرجيم بسم الرحمن الرحيم وَقَضَىٰ رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ورحم الله ذاكرنا الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قال النبين و سيدنا و ربينا مرشدنا محمد صلى الله عليه وسلم انت و مالك لي ابيك صدق رسول الله صلى الله عليه وسلم ابي شخلي تدري و يسر لي امري و حملت من انسان فهم قومي هدينا بالله رباه وبالاسلام ديننا وبمحمد صلى الله عليه وسلم نبي و رسوله صلی اللہ والسلام علیک یا سیدی یا رسول اللہ قدبی ادی قلۃ تحیتی ادریکنی یا مرادی یا رسول الله صلی اللہ علیہ وسلم یا شفیع المدین یا رسول رب العالمین اللهم صل علی سیدنا محمد و علی سیدنا محمد صب القلوب بدوائی یا عافیت البدانی و شفائی یا ونور الابصار ودیائی و علی آله و صحبه وسلم اللهم صل علی سیدنا محمد و علی آل سیدنا محمد ادو کمال اللہ و کمالی بکماله எல்லா புகழ் புக்சியும் அல்லாஹ் உருவனுக்கு உருட்டவட்டுமாக அவனுடைய தூதர் இப்பெருமானார் தாத்தம் ரசோல் முகமது ரசோலுல்லாயினி சல்லல்லாஹ் மனிவ் வஸ்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சவற்றை தவறாமல் பிசுவாமல் பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் சபாலாபியங்கள் நாதாக்கள் சோகதாக்கள் நல்லவர்கள் சாலியன்கள் நல்லடியார்கள் நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆசான்மார்கள் மீதும் நம்முடைய பெற்றோர்கள் மீதும் குழுமியிருக்கும் அவனின் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் தங்கு தடையின்றி நின்று நிலவட்டுமாக ஐ மீன் எல்லாம் அருளும் அவனின் கருணையும் கிருபையும் நம் அனைவரின் மீது வந்து சேரட்டுமாக அவனுடைய வற்றா கருணையினால் அளவற்ற வற்றா கருணையினால் நம் அனைவனுடைய பிள்ளைகளையும் மன்னித்தருவானாக நம்முடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருவானாக அதற்கு ஒரு சிறந்த ஒரு நற்கொலியை நமக்கு நல்கிடுவானாக யார் யாரெல்லாம் கரனாலும் நோய் நொடியினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹத்தால நிரந்தரமான ஒரு வாழ்க்கையும் பரிபூர்ணமான ஷிஃபாவையும் கொடுத்தருல்வானாக மேலும் இந்த ஜுமாவின் முழு பலனையும் நம் அனைவரின் அடையக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக நம் அனைவர்களுடைய ஆஜத்துகளையும் நாட்டுத் தேட்டங்களையும் நிறைவேற்றல்வானாக ஐ அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடையாளர்களே அருமையான பெரியோர்களே இன்றைக்கு நம்முடைய சமூகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் எப்படி எந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் உதாரணமாக ஒரு மரம் ஒரு மரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அந்த மரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மரத்தினுடைய சுவையான கனிகளையும் பசுமையான வளர்ச்சி வளர்ச்சியையும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளையும் பூக்களையும் நாம் ரசிக்கின்றோமே தவிர மூல காரணமாக இருந்தது உறுதியாக இருந்தது என்று சொன்னால் அஸ்திவாரத்தை அடிப்படையாக நாம் அமைத்துக் கொண்டோம் என்று அமைத்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாகத்தான் வீடு அழகாகவும் சீராகவும் சிறப்பாகவும் மாறும் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மரத்தை மாற்றி இறைவனுடைய அற்கமாக நாம் தண்ணீரை பாய்ச்சு நாம் அவன் மூலமாக ஆற்றலின் மூலமாக காய்களோ தனிகளோ நமக்கு எல்லாம் சித்திப்பான சுவையின் மூலமாக நமக்கு தருகின்றது அப்படி இருந்தும் கூட நாம் எப்படி இருக்கின்றோம் அல்லாவு தாலாவுடைய ஆற்றலின் மூலமாகத்தான் நாம் அனைத்தையும் செய்கின்றோம் ஆனால் அந்த மரம் இவ்வாறு உரம் எது அடிப்படையாக என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதே போன்றுதான் ஒரு குடும்பத்திற்கு முக்கிய காரணம் பெரிதும் காரணமாக இருக்கக்கூடியவர் தன்னை என்பதை நாம் மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனம் ஒரு மரத்தை அடிப்படையாக வளர்வதற்கு அது உறுதியாக நிற்பதற்கு வேர்கள் தேவைப்படுகின்றது என்று சொன்னால் ஒரு குடும்பம் சீராகவும் சிறப்பாகவும் அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெரிதும் காரணமாக இருக்கக்கூடியவர் தந்தை தான் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் ஆனால் அது அனைத்தையும் நாம் மறந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்கின்றோமா தந்தைக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்திலையும் நாம் கொடுக்கின்றோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் கேள்விக்குறிதான் எல்லாத்துக்கும் கேள்விக்குறிதான் ஒரு குடும்பத்திற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய சமூகம் பெற்றிருக்கின்றது அந்த மகத்துவத்தை பெற்று மறக்கின்றது மறந்துதான் மறந்து கொண்டிருக்கின்றது ஒரு தந்தை என்பவர் அந்த குடும்பத்திற்கு பெரிதும் காரணமாக இருக்கக்கூடியவர் என்று நாம் சொல்லலாம் உரையற்றவர்கள் சிறப்படுத்த வாரத்துவத்தையும் பெருமாநாள் சொல்லுவாக பெருமாள் செல்லும் தந்தைமாரதார்கள் அந்தஸ்தை கொடுத்ததன் மூலமாக தந்தையினுடைய மகத்துவமோ தந்தையினுடைய அற்புதமோ தந்தையினுடைய தனி சிறப்போ குறைவதில் பெருமானா சொல்ல அர்பணிப்பு முதன்மையாக இருந்தாலும் கூட அர்பணிப்பு என்பதும் இதைவிட அதிகமாக இருக்கின்றது என்பதை பெருமாள் மூலமாக சொல்லித் தருவார்கள் பொதுவாக சொல்ல போனால் இறைவனுக்கு வழங்க வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் இறைவன் சொல்லிவிடுகிறார் இறைவனுடைய நாம் கேட்கின்ற பொழுது முதன்மாக நாம் கேட்கணும் يا الله உனக்கு நான் எப்படி நான் அடிபணிய வேண்டும் இபாதத்துக்கு நான் ஆட்கொள்ள வேண்டும் இபாதத்துக்கு செய்ய வேண்டும் என்றால் கேட்கின்ற பொழுது கூட இறைவன் என்ன சொல்வான் அப்படிச் சொன்னா வா இபதுல்லாஹ வா லா தஷிருக்கு बिஹி ஷை ய இன் நீங்க வணங்கங்கள் பின்பற்றி வணங்கங்கள் அது மாத்திரமல்லாமல் எனக்கு இந்த ஒரு இனியைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹத்தின் பெற்றோர்களுக்கு அல்லாவை வணங்குவதை நீங்கள் வணங்குவதற்கான நிலையை நீங்கள் அடைகின்றீர்கள் அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் கண்ணியத்தோடும் சங்கியோடும் அவர்களை நீங்கள் வலி என்று சொன்னால் நான் உன்னை எதற்காக படைத்தேனோ அந்த பலனை நீ பெற்று கொள்வா என்று அல்லாஹத்தாலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவான் அப்படியானால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹாலா திருமறையின் மூலமாக நமக்கு அதிகமாக சொல்லி காட்டுவான் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுவான் பெரு இப்போடுおっர gramm mattress இண்ணை speech இண்ணை municipalaltra Too 唉 beispiel Omega ונה இண்ணி非常的tó Полாgam அறையோ encourage scorpioic rotations skirt Pareundethey sentenced auraitievousiment strain rewelook viralご fatty DOU글 strive degree. defendichается indices refle drin Vander HTTPt By 3000ミ eraserbsôi Lind okay Snow seed dicha ш알 volunteering Robin Wãy subscribe in Sand FROM Haar Chil купasa dan a credit쿵 scam motohad,ikt刘 leading ala some.A techniques heše complet cream.Zолог ibas Bunny Gang. 사건 of mejINGS Tremisation online very fast kilowatt Wooden tradicional Witch of Christ Christ.掰掰 hearts wont Ralph Knives and 92Looks. Ja Haram Talent Someone.Sek name it's a grad Syn Abi with mega Dangderu.Je sexually.In Level.Okay the fan He can get it.광 Make evaluated coronavirus அதிகமா பெ துவா செய்கின்றோமோ என்று சொன்னால் ஒரு சில பேர்கள் மாத்திரம் தான் சொல்லலாம் இன்னிவிட்டு விரல் என்னக்கூடிய சில பேர்கள் மாத்திரம் தான் சொல்லலாம் ஆனால் அல்லாஹு உங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லதாசன் சொல்வார்கள் தாய்க்கு நகராக யாரெல்லாம் இருப்பார்கள் என்பதை பெருமானார் சொல்லதா சொல்லி காட்டுகின்ற பொழுது உன்னுடைய தாயுடைய சகோதரிகளும் வர்கள் சொல்லிவிட்டு ஒரு மடங்கு மேலாக சந்தையை சொல்கின்ற பொழுது பெருமானார் சொல்வார்கள் என்னுடைய தந்தை என்னுடைய அனுமதியின்றி அனுமதி இல்லாமல் என்னுடைய பொருளையோ என்னுடைய பணத்தையோ எடுத்து செலவழித்துக் என்று பெருமானார் தள்ளா சொல்லிவிட்டு எனக்கோ குடும்பங்களோ கோத்திரங்களோ மனைவி இருக்கின்றார்கள் நான் என்ன செய்வது என்று பெருமானார் சொல்லலாட்டில் கேட்கின்ற பொழுது பெருமானார் தள்ளாஷ்ணன் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய தந்தை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் மாத்திரம்லாமல்பருடைய அந்த நபருடைய தந்தை வாயில் முனு முழுத்துக் கொண்டே இருக்கின்றார் அணு தினமும் எப்படும் அவர் முனுமொழித்துக் கொண்டே இருக்கின்றார் என்று ஜிபிரி அலையாஸ்லாம் அவர்கள் பெருமானார் சல்லா அலிஸ்மார்கள் சொல்கின்றார்கள் அதை பற்றியும் நீங்கள் கேளுங்கள் விசாரிங்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஜிபிரி அலிஸ்லாம் அவர்கள் பெருமானார் சொல்லிவிட்டவர்கள் சென்று விடுகின்றார்கள் அந்த சஹாபியனுடைய அழைத்து வரப்படுகின்றது பெருமானார் பெருமானார் அந்த சஹாபி இடத்தில் உங்களுடைய மகனுடைய அனுமதி இல்லாமல் பொருளையோ பணத்தையோ நீங்கள் எடுக்க எதுக்கு எடுக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற அந்த தந்தை சொல்கின்றார் என்னுடைய அனாவசியமான செலவிற்காக நான் செலவழிப்பது கிடையாது அதாவது இவனுடைய காலாத்மார்களோட பெரியமாக்கள் மார்களோ மாமியாகத்தான் நான் செலவழிக்கின்றேனே தவிர என்னுடைய அனாவச உங்களுடைய மூலமாக உங்கள் மீது உண்டான என்னுடைய மகனை பற்றி அழகாக நான் கவிதை பாடிக்கொண்டிருப்பேன் வாசித்துக் கொண்டிருப்பேன் என்னுடைய அந்த தந்தையை சொல்லுவார் முதலாவது என்னுடைய மகன் பிறக்கின்ற பொழுது நான் ஆனந்தம் அடைந்தேன் மகிழ்ச்சி அடைந்தேன் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு தன்னுடைய தந்தை மகிழ்ச்சி அடைவாரோ அதே போன்று இந்த நபரும் மகிழ்ச்சி அடைகின்றார் பிள்ளைகளுடன் நான் சொல்லுவேன் நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது அதனுடைய அருமை தெரியாது நாளை நாம் தந்தையாக மாறுகின்ற பொழுதுதான் தந்தையினுடைய அர்ப்பணிப்பு எவ்வாறு இருந்தது தந்தையினுடைய பாசம் எவ்வாறு இருந்தது என்பதை எல்லாம் பெ கவிகளாக வாசித்துக் கொண்டிருந்தேன் என்பது நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்வார் என் மகன் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுதும் கூட அவனை பாதுகாப்பதில் இரவு முழுக்க நான் கல்வி கொண்டிருக்கின்றேன் என்னை பார்ப்பவர்கள் அது எதையும் நாம் பெரியப்படுத்தவில்லை மாறாக என்னுடைய மகனின் மீது பிரியத்தின் மூலமாக என்னுடைய மகனின் மீது பாசத்தின் மூலமாக அளவு பிரியத்தின் மூலமாக இருந்தாலும் கூட பாதுகாப்பதில் கண் விழித்து இவன் என்ன நினைக்கின்றான் எனக்காக செலவு செய்வதும் கூட ஒரு குறையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று பெருமான சொல்லல சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொல்கின்றார்கள் ஒரு தந்தையாக நடத்தாவிட்டாலும் பரவாயில்லை அட்லீஸ்ட் ஒரு பக்கத்து வீட்டினுடைய நபராகவும் நடத்திவிடலாமே என்று பெருமானார் சொல்லா அழகில் சொல்கின்ற பொழுது பெருமானார் சொல்லல்லா அலட்சி சொன்னார்கள் அந்த மகனை அழைத்து அந்த செல்வங்களும் உன்னுடைய பணங்களும் சொத்துக்கள் அனைத்தும் உன்னுடைய தந்தைக்கு உரியது என்று பெருமானார் சொல்லல்லா அழகின் சொல்லி காட்டுவார்கள் இதன் மூலமாக சிக்கு ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் எப்படி இதிலிருந்து சட்டம் இருப்பார்கள் இந்த ஹதீஸ் மூலமாக சட்டம் இருப்பார்கள் எப்படி சொன்னால் நாம் பெற்றோர்கள் எப்படி நினைப்பார்கள் அந்த வீட்டினுடைய மேல் புறத்து உச்சத்தில் நம்மை வைக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆசைப்படமாட்டார்கள் நினைத்து என்ன நினைப்பார்கள் அதிகமாக நடந்துவிடக் கூடாது என்பது அவர்கள் எப்படி ஆகிவிட்டது நிலைமை என்று சொன்னால் பெற்றோர்களுக்காக ஒரு மாளிகையை கட்டுகின்றான் பெற்றாக ஒரு அழகான வீட்டை கட்டுகின்றான் அதாவது முதியோர் அவர்கள் இருப்பதோ முதியோர் இல்லம் தனக்காக அவளுடைய பேச்சை கேட்டுவிட்டு தந்தைமார்களையும் சரி உதாரணம் பொதுவாக பெற்றோர்களையும் சரி உதாசீனப்படுத்துகின்றான் மனைவியுடைய சொல்லை கேட்டு உதாசீனப்படுத்துகின்றான் அப்படித்தான் இந்த ஜாதகத்தினுடைய சூழ்நிலை அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு உண்டானங்களை கொடுப்பதற்கு பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போன்று என்பதுதான் சட்டம் ஆனால் இன்றைய கால எப்படி ஆகிவிட்டது நிலைமையை பார்த்தோம் என்று சொன்னால் மனைவிமார்களை முன்னிமைப்படுத்திவிட்டு பெற்றோர்களை பின் தள்ளக்கூடிய சமூகமாக மாறிவிட்டார்கள் இளைஞர்கள் அல்லாஹாலா அப்படிப்பட்ட நபர்களுக்கு இதாயத்தை வழங்கிடுவார்கள் பெருமானான் சொல்லலாளுமர் சொல்வார்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடைய துவாவை பெற வேண்டும் என தவிர பெற்றோருடைய பத்துவாக்களுக்கு நீங்கள் ஆளாகிவிடக்கூடாது அதைய மனதுகளை நீங்கள் குடித வைக்க வேண்டும் அவர்களை சங்கையோடும் கண்ணியோ கண்ணியப்படுத்த வேண்டும் என்று பெருமானான் சொல்லல்லா தமக்கு சொல்லித்தருவார்கள் அதை தவிர நீங்கள் வேறு எதுவும் அவர்களுடைய பத்வாவிற்கு நீங்கள் ஆளாகிவிடக்கூடாது என்று பெருமாள் அரசாசன் சொல்லிக்கொடுவார்கள் அவர்களுக்கு கவலையும் கூட கொடுக்கக்கூடாது என்று பெருமாள் நரசல் அல்லாஹம் அவர்களோட கட்டத்தில் சொல்லி காட்டுவார்கள் இப்ரூமர் ரதி அல்லாஹாம் அவருடைய காலகட்டத்தில் ஹஜ்ஜிக்காக அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ரூமர் ரதி அல்லாத்தம் அவர்களுடைய பயனாளி அதாவது ஒரு ஹாதிம் ஒரு ஹாதிம் அவர்களோடு சென்று வருகின்றார் வருகின்றார் ஹஜ்ஜிக்காக வருகின்றார் அப்படி வருகின்ற பொழுது இப்ரூமர் ரதி அல்லாத்தான் அவர்கள் ஒரு கிராமவாசியை பார்த்து நலமோடு இருக்கின்றது என்பதை பற்றி எல்லாம் விசாரித்து விட்டது மாத்திரம் அல்லாமல் தனக்காக வைத்திருந்த தான் வந்த கோவேரி கவிதையும் அவர்களுக்காக கொடுக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த வெயிலின் சூட்டை வெப்பதற்காக உதவி செய்வதாக தனக்காக வைத்திருந்த கோவை கழுதையும் தாக்கத்தை என்ன காரணம் பொழுது எனக்குரிய நன்மைச்சு தெரியுமா நன்மைகளை விட மிக பெரிய நன்மை எது தெரியுமா தன் தந்தைகளுக்கு ஒருமையான நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் கண்யமும் தான் என்று பெருமான சல்லாசன் சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வருகின்றது அது நீங்கள் செய்யக்கூடிய நன்மையில் சிறந்த நன்மை என்று பெருமானார் சல்லாத ஆளுக்கும் சொல்லி காட்டுவார்கள் அதாவது தந்தையினுடைய தோழர்களுக்கு தந்தைமாரினுடைய நண்பர்களுக்கு செய்வதும் கூட மிகப்பெரிய நன்மை இஸ்லாத்தின் அஸ்திவாரம் அதாவது இஸ்லாத்தில் பெரிய நன்மை என்று சொல்லி காட்டுவார்கள் இவர் யார் என்று சொன்னால் இவருடைய தந்தை இவர் என்னுடைய தந்தை உமர் அதி அல்லாஹர் அவர்களுக்கு நண்பர் அதனால் நான் இவ்வாறு அவரை கண்ணியப்படுத்துகின்றேன் தங்கை செய்கின்றேன் என்று உபரதி அல்லாஹர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் அந்த நன்மை நான் பொக்கிஷ நன்மையினுடைய பொக்கிஷத்தை அடைவதற்காக நான் இவ்வாறு நான் பொருட்களையும் கூட நான் கொடுக்கின்றேன் என்று உபனவரதி அல்லாஹ் சொல்லி காட்டுவார்கள் நாம் விளங்க வேண்டும் தாயினுடைய சகோதரிகளே பெருமானார் செல்லாசி அவர்கள் விவரித்து சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் உங்களுடைய தாயுடைய சகோதரிகளும் உங்களுக்கு நிகர தாயுடைய தாய்க்கு நிகரானவர்கள் என்று பெருமானார் செல்லாசி சொல்லியிருக்கின்றார்கள் அப்படியானால் தந்தையுடைய நண்பர்களும் நமக்கு நிகரானவர்கள் தான் அதன் மூலமாக நாம் அதன் மூலமாகத்தான் உபநவாரதி அல்லாத அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய நண்பருக்கு இவ்வாறு கண்ணியம் செய்தார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய பேனவண்டி விஷயத்தில் பெருமானார் சல்வாழி சொல்வார்கள் மூன்று துவாக்கள் உடனே கபுல் ஆகப்படும் என்று சொல்லி காட்டுவார்கள் ஒன்றாவது தன் மகனுக்காக செய்ய வேண்டிய துவா தந்தை தன் மகனுக்காக செய்ய வேண்டிய துவா உடனே கபுலாகும் என்று சொல்லிக் காட்டுவார்கள் இரண்டாவதாக சொல்வார்கள் நோயாளி நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது நோயாளி துவா செய்கின்ற பொழுது உடனே அல்லாஹு தாலா அந்த துவாவை கபுல் செய்கின்றான் மூன்றாவதாக சொல்வார்கள் பயனாளி முசாபிர் பயணம் செய்யக்கூடியவர் துவா செய்தார் என்று சொன்னால் அந்த துவாவையும் அல்லாஹு தாலா உடனே கபுல் செய்கின்றான் என்று பெருமானவர் சொல்லாசன் சொல்லுவார்கள் ஆக மூன்று நபர்களுடைய துவாக்களையும் அங்கீகரிக்கப்படும் என்று பெருமானார் சொல்லாசன் சொல்லிவிட்டு தாய்க்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமோ தாய்க்கு எப்படி நாம் சங்கை செய்ய வேண்டும் தாய்க்கு எப்படி நாம் கட்டுப்பட்டு அவருடைய கண்ணியத்தோடு நடத்த வேண்டுமோ அதே போன்று தந்தைமார்களுக்கும் நீங்கள் கண்ணியத்தோடும் சங்கையோடும் நடக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்குரியதான செலவினங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பெருமாநர் சலாசு சொல்லிக்காட்டுவார்கள் அவர்களுடைய துவாவை பெற வேண்டும் என்றும் பெருமாநர் ஆளுடன் சொல்லி காட்டுவார்கள் வரல ரஹ்மான் நாளை மறுமையில் அழைக்கின்ற தந்தையினுடைய பெயரை வைத்துதான் நம்மை அழைப்பான் அப்துல் ரஹ்மான் மகனை அப்படிதான் அது மாத்திரம் அல்லாமல் என்னுடைய பெயரோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட பெயர் உங்களுக்கு என்ன பெயர் வைக்கின்றதோ அந்த பெயரை வைத்து அல்லாஹ் அழைக்க மாட்டான் மாறாக அல்லாஹனாலுடைய பெயர் அதனுடைய அருமை தெரியாது என்று சொல்லிக் காட்டுவார்கள் தந்தை அருமை நாளைக்கு அருமை தன்னுடைய எவ்வாறு தந்தை நமக்கு அர்ப்பணித்தார் அர்பணித்தார் இருந்தார் என்று நினைப்பார்கள் பொதுவாக பெற்றோர்கள் தாய் மாறு தாய் எப்படி நினைப்பார் என்று சொன்னால் தான் பற்ற கஷ்டத்தை தன் பிள்ளைகளும் நினைக்க கஷ்டப்படக்கூடாது என்று நினைப்பார் தந்தை என்பவன் தான் பார்க்காத உயரத்தையும் கூட அவன் பார்க்க வேண்டும் என்று அதிகமாக அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் எதிர்பார்க்க முடியாது அதாவது நேசத்தையும் எதிர்பார்க்க முடியாது தந்தையுடைய மனசு ஆழம் என்று சொல்லி காட்டுவார்கள் தாய் என்பவன் வலிக்காத மாதிரி அடிச்சிட்டு ஆனால் தந்தை என்பவன் வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டு தான் தூங்காமல் தன்னுடைய பிள்ளையை அடிச்சிட்டோமே இப்படி நாம் அடிச்சிட்டோமோ எங்களுக்கு உடல் நாம் கேவலப்படுத்திட்டோமே என்று தன்னுடைய தந்தை நினைத்து இருப்பார் தாய் என்பவள் தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுக்கின்றார் தன்னுடைய பத்து மாதங்களில் சுமந்து பெற்று கஷ்டப்பட்டு பத்து மாதங்களுக்கு சுமந்து பெற்று இஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக முழுவதையும் தன்னுடைய வாழ்க்கையை அனைத்து அர்ப்பணிக்கின்றார் ஆனால் தந்தை என்பவன் தந்தை என்பவன் கேட்டுவிட்டான் என்றும் அடிப்பது எல்லாம் நன்மைக்குதான் புரியவேன் இளைஞர்கள் படிக்கின்ற பொழுதே எனக்கு இவ்வளவு ஆண்டை வேணும் அதுவும் இவ்வளவு எப்படி நினைக்கின்றார்கள் தன்னுடைய அவசர புத்தியினால் அவன் இது மாதிரி தன்னுடைய ஒரு ஆர்வக் கோளாறுனால் இப்படி கேட்கின்றான் ஆனால் அதை வாங்கி கொடுப்பதற்கும் தந்தைகள் ஆசைப்படுகின்றார்கள் அதற்காகத்தான் நம்மை கண்டிக்கின்றார்கள் திட்டுகின்றார்கள் தான் வாழும் காலகட்டத்தில் தந்தைமார்கள் எப்படி கண்ணியப்படுத்தினார் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னால் தனம் நடப்பதும் கூட அவர்கள் வெறுத்தார்கள் பெருமானார் அவர்கள் பெருமர் சொல்ல சொல்லித்தார்கள் பெருமாநா சொல்ல சொல்லுவார்கள் பெற்றோர்களை நோகடிக்க கூடிய உனக்கு மறுமை நாள் வரைக்கும் தண்டனைகள் தள்ளி போடப்படாது பெற்றோர்களை மனதின் வரைக்கும் தண்டனை மாறாக இவ்வளவு அல்லா தால கொடுத்துருவான் என்று பெருமானாட்டுவார்கள் பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்துக் கொண்டவனுக்கு எப்படி அப்படின்னு பார்த்து பெருமானவர் சொல்லதா என்று சொல்வார்கள் பெற்றோர்களை யார் கண்ணியத்தோடு தங்கையோடு நல்ல முறையில் பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கிட்ட மவுத்து வராது அவர்களுக்கு பெற்றோர்களை அழகான முறையில் வழி நடத்தக்கூடிய நமக்கு அவர்கள் வயதான கூட வாங்கிக் கொடுக்க வேண்டும் அவர்கள் அவருடைய நோக்கடிக்கூடாது என்று பெருமானார் தபு பொருட்களுக்காக ஆயுதங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானார் சலதால ஒரு ஒரு நபர் வருகின்றார் வந்து யாரை சொல்லலாம் நான் பொருட்காக வருகின்றேன் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் சலதாசினர் அந்த நபரை விசாரிக்கின்றார்கள் விசாரித்து அந்த நபரை பற்றி தெரிந்தும் கூட அவர் பெற்றோர்களை தவக்கி வந்திருக்கின்றார் என்று பெருமானார் சொல்லதா சிவனுக்கு தெரிகின்றது பெருமானார் சொல்லதாசி சொல்வார்கள் பெற்றோர்கள் செய்ததில் தான் இருக்கின்றது சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பினார்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் சொல்லுவார்கள் இறைவன் ரப்புடைய பொருத்தம் என்பது அந்த இருக்கின்றது அதாவது இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவன் தந்தையுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று பெருமானார் சல்லதாலன் சொல்லிவிட்டு சொல்வார்கள் வசுத்து ரப்பி வசுத்தல் வாழிதி இறைவனுடைய கோப கோபத்தை பெறக்கூடியவன் தந்தையனுடைய கோபத்தில் பெறுவான் என்று பெருமானார் சல்லதால் சொல்வார்கள் தந்தையினுடைய கோபத்திற்கு ஆளாகவான் என்று பெருமானார் சல்லாஹா ஆளு சொல்லிக்காடுவார்கள் வல்லர் ரஹ்மான் தந்தைமார்களுக்கு எப்படியெல்லாம் நாம் கண்ணியம் செய்ய வேண்டுமோ பெருமானார் சொல்ல ஆளுத்தம் அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் நமக்கு சொல்லித்தந்தார்களோ அதன்படி அழகாக அவர்களுக்கு உரிய நபக்காக்களை கொடுத்து சங்கையோடும் கண்ணியத்தோடும் வழிநடத்தக்கூடிய பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய இளைய சமுதாயத்தினர்களுக்கும் வல்லர் ரஹ்மான் கொடுத்துருவானாக இன்று கூறி என்னுடைய வார்த்தைகளுக்கு திரையிடுகின்றேன் வாடும் காலம் எல்லாம் பெலாக மீது அதிகம் தரவாக்குகள் சொல்லக்கூடிய மக்களாகும் அவள் மீது அதிகமதியும் நேர்த்தமைக்கக்கூடிய மக்களாகும் வாழ்க்கையில் பல தடவை பல தடவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அமரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மன்னர் மஹமூது அஷ்ரஃப் ஹல் முஹமது ரசூல் அலி அவர்கள் மறைந்து அரசாட்சி செய்யக்கூடிய மதீனா முனபராஸ் என்று குடும்பத்தோடு என்று ஸ்தலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் சலாமத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் தந்திருவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளுக்கு திரையிடுகின்றேன் வாஹி ஜகா ருபிஆம் வரமத்துள்ளாஹி தாலா வ